வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிபிக்கிழந்த ஒரு பெண் தன்னுடைய நான்கு வயது குழந்தையோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்றான் அவளுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால நான்கு வயதுக்குரிய வளர்ச்சி இல்லாம அந்த குழந்தை இருக்குது அந்த பெண்ணும் அந்த ஊர்ல இருக்கிற நாட்டு வைத்தியர்கிட்ட தன்னுடைய குழந்தையை காமிச்சு வைத்தியமும் செஞ்சுட்டு வர்றா இந்த சூழ்நிலையில பேருக்கும் புகளுக்கும் ஆசைப்பட்ட ஒரு சமூக சேவை செய்கிற ஒரு குழு அந்த கிராமத்துக்கு வருது இதனால இவர்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் உயர்த்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய வந்து கொண்டிருந்த அந்த படகுக்கார் திடுது பென்று தன் குடுசை முன்னால் நிற்பதை பார்த்த பொன்னாத்தாவுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அது மட்டுமல்லாமல் ஏ பொனதா பொனதா என்று பழகப்பட்ட குரல் ஒன்று காருக்குள் இருந்து அழைப்பதும் கேட்டது வயிற்றுடன் அனைத்தவாறு வைத்திருந்த நான்கு வயது பையனை ஒரு சாக்கில் கிடைத்த போனவள் அப்படி செய்ய மனம் இல்லாமல் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு காருக்கு அருகே வந்தாள் முன் பக்கத்து இருக்கையில் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் அமர்ந்திருந்தார் ஆசாமி காரின் கதவை திறக்காமல் அவளை பார்த்தார் ஆனால் அவர் அருகில் இருந்த பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தனும் பின்னால் உட்கார்ந்திருந்த சூட்டு கோட்டு டை போட்ட இரண்டு ஆண்களும் அழகிய இளம் மங்கை ஒருத்தையும் காரில் இருந்து வெளியே வந்தார்கள் பரமசிவம் அசைந்து கொடுக்காததால் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன் டிரைவர் பக்கத்து கதவு வழியே வெளியே வந்தார் அவர்கள் அப்படி இறங்கியதற்கு சலுகை காட்டுவது போல் உறுப்பினர் பரமசிவம் காரின் கதவை திறந்து வைத்துக் கொண்டு போனார் அவரால் திறக்க முடியாமல் போகவே டிரைவர் வந்து திறந்தார் இவங்கெல்லாம் தெரியுமா என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவரை பார்த்தாலே பரபரப்படையும் அந்த குடிசை பகுதி மக்கள் இப்போது தலைவரையும் தலைவர்கள் போல் காட்சியளித்த இரண்டு பெரிய மனிதர்களையும் அந்த பெண்ணையும் பளபளப்பான அந்த காரையும் பார்த்ததும் எல்லா பையன்களும் வந்துவிட்டார்கள் பொன்னத்தா பொன்னத்தா குழந்தைய இறக்கி கீழே விடு என்று பரமசிவம் சொல்லுகையில் அந்த பிரமுகர்களின் இளைஞரான ஒருவர் கூட்டு பையக்குள் ஒளித்து வைத்திருந்த ஸ்தெதஸ்கோப்பை எடுத்துக்கொண்டு பொன்னாத்தா தோளில் கிடந்த அந்த பையனை பலவந்தமாக கீழே இறக்க போனார் பொன்னாத்தா அந்த ஸ்டெதஸ்கோப்பை யமனின் பாசக்கயிறு மாதிரி நினைத்து பயத்துடன் ஓரடி பின்வாங்கினாள் பளபளப்பான அந்த காரையும் தன் குடிசையையும் மாறி மாறி பார்த்தாள் அவள் குடிசையின் கூரையில் மேற்பகுதியில் உள்ள ஓட்டை வழியாக வரும் சூரிய கதிர் மின்னுவது போல் அந்த காரின் மேற்பகுதி மின்னிக் கொண்டிருந்தது சாலையை அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த காரை பார்க்க பார்க்க அவளுக்கு கணவனின் நினைவு வாட்டியதோடு கண்ணிரும் வந்தது முந்தானையால் கண்ணை துடைத்துக் கொண்ட பரமசிவம் அதட்டினார் ஏய் பொனாத்தா உனக்கு நல்ல பணம் பிறந்திடுச்சுன்னு சொல்றேன் நீ பாட்டுக்கு அழுதா எப்படி அல்ல மாமா தூசி விழுந்துட்டு கண்ணைத் தொடச்சேன் சரி இவங்கெல்லாம் யார் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் இவரே சென்னையிலேயே பெரிய மனுஷன் பத்து வீடுகளும் ரெண்டு பெரிய கம்பெனியும் இருக்கு இவரு டாக்டரு ஏழைகளுக்கு மட்டும் வைத்தியம் செய்யறத சேவைய நினைக்கிற பணக்கார தம்பி இந்தம்மா வக்கீலு இவங்க குடும்பமே கோட்டு குடும்பம்தான் பொன்னாத்தா அந்த அறிமுகத்தை அங்கீகரிப்பவள் போல் லேசாக சிரித்து கொண்டே நின்ற அந்த இளம் அவள் லிப்ஸ்டிக்கையும் சும்மாட்டு கொண்டையையும் நீண்டு வளர்ந்த பாலிஸ் பூசிய நகங்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் உடம்பு மின்னிய மினுமெனுப்பையும் என்ன வந்து ஏன் இந்த மாமா பாடாப்படுத்துறதுன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டே நின்றாள் பரமசிவம் சொல்றேன்னா இப்ப பெரிய ஆட்கள் சுகீகரம் எடுக்க வந்திருக்காங்க புரியுதா கொன்னாதாவுக்கு புரிந்தது அவள் பையனை தத்து எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் முதலில் அவளுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது பிள்ளையார் மாதிரி வயிற்றை தள்ளிக்கொண்டும் நெஞ்செலும்பை துருத்திக் கொண்டும் எலும்புகள் புடைத்து குச்சி கால் கைகளுடன் மாந்தம் பிடித்து இந்த நான்கு வயதிலும் நான்கு கால்களோடு நடக்க வேண்டிய நிலையில் உள்ள தன் ஒரே மகன் முன்னுசாமியை அவர்கள் வளர்த்தாள் அவனும் பெரிய மனிதனாகி இதே போல காரில் தன்னை பார்க்க வருவான் என்று நினைத்து மகிழ்ந்தது தாயுள்ளான் ஆனால் அடுத்த கணம் இருக்கிற ஒரே பிள்ளையையும் கொடுத்து விட்டு வாழ முடியாது என்று நினைத்தவள் போல் திடுக்கிட்டாள் சந்தோஷமா இருக்குமாமா என் பிள்ளையரமா கொடுக்க முடியாது ஏய் உனக்கு அறிவு இருக்கா உன்ன விட மோசமாயிருக்கான் இந்த பைய ஒரு நாளைக்கு பார்த்தா மூணு நாளைக்கு சாப்பிட முடியாது இவனை போய் யாரு சுவிகரம் எடுக்க போறது சரியான பைத்திய கதையா என் பிள்ளை எப்படி வேணா போகுது உண்மை ஜோளிய பார்த்துட்டு போங்க பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன் குறுக்கே புகுந்தார் அரசியலில் அவருக்கு நல்ல அனுபவம் என்ன பரமசிவா அவரவர் சென்னையில ஒரு சங்க வச்சு நடத்துறாங்க நம்ம கிராமத்தையே தத்தி எடுத்து எல்லா வசதியும் செஞ்சு தர போறாங்க அதுல ஒண்ணுதான் பிள்ளைய பேணுவோம்ன்ற திட்டம் உன் பிள்ளைய சோதிச்சு பார்த்து வேண்டிய மருந்த கொடுப்பாங்க அவ்வளவுதான் என் பையனுக்கு அடிக்கடி வெட்டு வருங்கய்யா வயிற்றுல மாந்த இருந்தா வெட்டு வரும் சொல்லி நாட்டு வைத்தியரு தங்கவேலு கஸ்தூரி மாத்திரையையும் கொடுத்துக்கிட்டு வந்தாரு கைராசியாலையும் உங்க புண்ணியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயிட்டு வருது அதனால இப்போ வேண்டாம் அவள் பையனை பார்த்து இதுதான் சரி என்று தங்களுக்குள்ளேயே பேசி திருப்தி பட்டு மூன்று பேர்களும் முகத்தை சுழித்தார்கள் மூவரில் வயதான தொந்திக்காரர் எத்தனை அறியாம என்றார் உருவிய கோபை கோர்ட்டுக்குள் எப்படி போடுவது என்று வாலிப டாக்டர் யோசித்துக் கொண்டிருந்தார் உடம்பை குளுக்காமல் அதே நேரத்தில் உதட்டை ஒய்யாரமாக கடித்து கொண்டே பொன்னாத்தாவின் அருகில் வந்தாள் சேலையில் உள்ள தூசி அந்த பட்டணத்து மங்கையின் மேல் பட்டுவிடும் என்று பயந்து பொன்னாத்தா விலகி விலகி போனாள் இளமங்கை விடுவதாக இல்லை பொன்னாத்தாவின் கையை பிடித்தாள் பிறகு அவளோடு ஒட்டிக்கொண்டு கிடந்த பையனின் முதுகை தடவிவிட்டதும் யல் தோளில் சாய்ந்திருந்த தலையை தூக்கி அவளை பார்த்தான் அவன் நளினமாக பேசினாள் ஏமா உன்னை பார்த்தா புத்திசாலியா தெரியுது விட்டமின் சி இல்லாததால குழந்தைக்கு பெரி பெறுகின்ற நோய் வந்திருக்கு புரதமும் போதல்ல காடி நாள் மாத்திரதான் கொடுக்கணும் சரிதான சரிதான் என்ன முகர்கள திருப்தியுடன் அரித்தனர் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் தலையை பீத்துக் கொண்டார் பொன்னாத்தாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மாமா அம்மா என்ன சொல்றாங்க உறுப்பினர் பரமசிவம் உள்ளூர கோப்பப்பட்டார் ஆனால் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் ஏதோ புரித்து கொண்டு சுருக்கமாக சொல்லி விலங்க வைத்தார் வைத்தியத்தை கேட்டுக்கிட்டு யார் அந்த வைத்தியரு தங்க விழுத்தாத்தா அந்தாலா அவன் வேலை வேலைக்கு கருவாட்டு சொறிகேப்பான உனக்கு கொடுக்கறதுக்கு கட்டுப்படியாகுதா கட்டுப்படி ஆனா அத நினைச்சா பிள்ளைக்கு சுகமாகாதே நினைக்கிற சாப்பிட்டு விட்டு சாயந்திரமா வரோம் யோசனை பண்ணி வை அலோபதி மருத்துவம் தேவையானு யோசி சரிதானு மிஸ்டர் சரிதான் பொன்னாத்தாவின் பயல் முனுசாமி அந்த பெண்ணையை உற்று பார்த்தான் தலையில் முடி இல்லாமலும் இருக்கிற முடியில் எண்ணெய் இல்லாமலும் அழுத்து களைத்து போன பரட்டை தலைகளை பார்த்து பழக்கப்பட்டு போன அவன் கண்களுக்கு அந்த சும்மாட்டு கொண்டையும் சிவப்பு சாயமும் பசுமையாக தெரிந்தன அந்த அழகி தன் கைப்பையை திறந்து ஒரு கேக்கையும் நான்கைந்து சாக்லேட்டுகளையும் எடுத்து கையில் வைத்துக் அந்த பையனின் கண்ணுக்கு எதிரே காட்டிக்கொண்டே பையா இது என்ன சொல்லு பார்க்கலாம் என்றாள் பையன் முதன்முறையாக பேசினான் திங்கிறது அம்மா வாங்கலேட் கேக் என்று சொல்லாமல் அந்த பையன் திங்கிறது என்று சொன்னதில் அவளுக்கும் ஏமாற்றமே அதற்கு அறிகுறியாக உதட்டை லேசாக நீட்ட போனவள் கைகளை பின்னிக்கு இழுத்து கொண்டாள் அதே வேகத்தில் இளைய டாக்டர் பார்த்து அர்த்த புஸ்தியுடன் சிரித்தான் அதை அவள் புரிந்து பையனும் புரிந்து குடு குடு என்று சொல்லிக்கொண்டே வாயெல்லாம் நீராக கையை காலை ஆட்டினான் அவள் கொடுக்காமல் டாக்டரை எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவர் பேசாமல் இருந்ததால் டாக்டர் உங்க கேமரா எங்க என்று கேட்டாள் டாக்டர் விட்டவர் போல் துடித்துக்கொண்டே மன்னிக்கணும் என்று கூறிக்கொண்டே காரின் பின்னால் கேமராவை எடுத்தார் அவள் இப்போது கேக்கையும் சாக்லேட்டையும் பையனிடம் நீட்டினாள் கேமராவில் டக்கு என்று சத்தம் கேட்ட போது பையன் கொண்டான் டாக்டர் இரண்டு மாத்திரைகளை நீட்டி வெட்டு வரும்போது என்று சொன்னார் பொன்னாத்தா மரியாதைக்காக அதை வாங்கிக் கொண்டாள் மற்றவர்களும் வருகிறோம் என்று மங்கை சொல்லிக் கொண்டே போனாள் பொன்னாத்தா அந்த கார் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு கணவனை நினைத்தவள் போல் கேவி கேவி எழுதாள் அவளை சூழ்ந்திருந்த பெண்கள் ஏமா அழுற என்று ஆதரவோடு கேட்டார்கள் போன வருஷம் இதே மாதிரி கார்லதான் அவரு சோழவரம் பக்கம் அடிபட்டு செத்தாரு பொன்னாத்தாவுக்கு இருபத்தி எட்டு வயது இருக்கும் வறுமை அவள் வனப்பின் வளத்தை பாதித்திருந்தாலும் அதை வறுமையாக்கவில்லை படந்த முகத்தில் எதையும் அலட்டி கொள்ளாமல் நிதானமாக பார்க்கும் கண்கள் அழுத்தமான மூக்கு சைக்கிளில் அரிசி மூட்டையை ஏற்றி கொண்டு வந்த அவள் சென்ற ஆண்டு ஒரு பணக்கார மனிதரின் கார் அடித்து கொன்றுவிட்டது இவ்வளவுக்கும் அவன் சாலையின் ஓரத்தில் சைக்கிளை ஓட்டி வந்தானாம் ஆந்திராவில் குடித்து விட்டு வந்த அந்த கார்காரர்கள் மயக்க நிலையில் வண்டியை ஓட்டி அவள் கணவனை ஆழ்த்தி விட்டார்கள் வழக்கு போட்டிருந்தால் ஆயிரக்கணக்கில் நஷ்ட எடுக்கிடைத்திருக்கும் அவள் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவ மாமாவிடம் கேட்டாள் அவரும் புரிசை செத்ததை விட பணம் கிடைக்கலைங்கிற கவலைதான் உனக்கு பெருசா இருக்கு போல என்று சொல்லி தன் பொறுப்பை தட்டி கழித்தார் அரசின் சார்பில் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் வழக்கு போட வேண்டியவர்களின் கைகளில் எதுவோ திணிக்கப்பட்டதால் அவர்கள் அந்த கையின் கணம் தாங்க முடியாமல் வழக்குக்காக எதையும் எழுதவில்லையாம் பொன்னாத்தாவுக்கு இந்த கிராமத்தில் எந்த பிடிப்பும் இல்லைதான் இருந்தாலும் பிறந்த ஊருக்கு போக விரும்பவில்லை கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு குடும்ப சண்டைகள் நீ திருமணமாய் ஒரு வருஷத்துலேனா ராமக்கா இல்லடின்னு அவள் அண்ணிக்காரி சொன்ன மாதிரியே நடந்து விட்டதால் அவள் கண்ணில் விழிக்க இவளுக்கு விருப்பம் ஏதோ ஒரு வித இந்த ஊரிலேயே தங்கி கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாள் மாலை மலர்ந்தது பொன்னாத்தாவின் பையன் முக்கிக் கொண்டிருந்தான் வயிறு உப்பி போயிருந்தது கண்கள் நிலைக்குத்தி நின்றன அவன் மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது நாட்டு மருந்தை கொடுக்கலாமா புதிய மனிதர்கள் கொடுத்த மருந்தை கொடுக்கலாமா என்று யோசித்தாள் பொன்னாத்தா பிறகு கண்ணீர் மழ்க அவசர அவசரமாக மகனை கோணியில் கிடைத்து விட்டு மகனின் தொண்டையை தடவி விட்டாள் பொங்கி வந்த கேவலை கடக்கிக் கொண்டாள் அந்த சமயத்தில் நாட்டு வைத்திய தங்க என்ன பொன்னாத்தா தூண்டுக்கு அறுவாடு வைக்க வச்சியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் பொன்னாத்தாவுக்கு கண்மண் தெரியாத கோபம் கிழவன் துண்டு கருவாடு கேட்கறதுல குறைச்சல் இல்ல ஆனா ஒரு வாரமும் மருந்து கொடுத்து இன்னும் பிள்ளைக்கு சுகமாகல என்ன மருந்தோ மாயமோ இந்த லட்சணத்துல கருவாடு அதுவும் துண்டு கருவாடு வேணுமாமே ஆசைய பாரு என்ன பண்ணாத்தா துண்டு கருவாடு கிடைக்கலையா பிள்ளை கண்டம் துண்டமா வெட்டிக்கிட்டு உமக்கு துண்டு கருவாடு வேணுமாக்கும் கருவாட்டுக்காக மருந்து குடுக்கிறீரா இல்ல மருந்துக்காக கருவாடு கேட்கிறீரா நீர் செய்யறது நல்லாவா இருக்கு தாத்தா வைத்தியர் அவளி ஒரு மாதிரியாக பார்த்தார் பிறகு சமாளித்து கொண்டு பிள்ளையிடு பாக்கலாம் என்றார் நான் டாக்டர் கிட்ட கொடுக்க போறேன் மவர் அசைய செய்யி உன் இஷ்டம் நான் வாரேன் நாட்டு வைத்தியர் அவளி திரும்பி பார்க்காமலே போனார் இப்படி பேசி என்று பொன்னாத்தாவும் வருந்தினாள் சாச்சா இருந்தாள் இந்த கிழவனுக்கு இவ்வளவு ஆசை கூடாது எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த அம்மா எவ்வளவு பெரிய மவர் ஹசி அவ்வளவு மருந்து தாரேன்னு சொல்றாங்க இந்த ஆளு என்னடானா கருவாட்டு குழம்பு கேட்கறா இதற்குள் சென்னை சங்கக்காரர்கள் காரில் வந்து இறங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் பொன்னாத்தா தலையில் அடித்துக் கொண்டே எழுதல் டாக்டர் ஒரு காரின மாத்திரையை நுணுக்கி பையனின் வாயில் ஊற்றினார் பிறகு பத்து பதினைந்து மாத்திரைகளை எடுத்து பொன்னாத்தாவிடம் கொடுத்து விட்டு தினமும் மூணு மாத்திரை மூணு வேலைக்கு ஒன்னு ஒண்ணா கொடு சரியாயிடும் மீதி மாத்திரைகளை நாலு நாள் கழிச்சு தாரேன் அவனுக்கு முட்டை வாங்கி கொடு அவசியம் என்றார் என்றார் டாக்டர் என்றார் தொந்திக்காரர் டாக்டர்மாரி உமா அதிகமாக பேசுவதில் அவருக்கு ஒரு ஆதங்கம் மூன்று பேரும் ஒருவர் கையை ஒருவர் புலுக்கிக் கொண்டார்கள் பஞ்சாயத்து தலைவரும் உறுப்பினரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் கார் பறந்தது பொன்னாத்தா மகனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் எங்க போவது என்று அவர்கள் காசு கொடுப்பார்கள் என்ற நினைப்பு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அன்று வெள்ளிக்கிழமை குட்டாம்பட்டியைச் சேர்ந்த பொன்னாத்தாவின் குக்கிராமம் காலையில் இருந்தே களி கட்டியிருந்தது மாலையில் மா பெரும் விழா சென்னையிலிருந்து இதற்கென்று ஒரு பிரபல தலைவர் வந்தார் அவரை வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டன களை எடுக்க போவதாக புறப்பட்ட பொன்னாத்தாவையும் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் வெளி மறித்தார் பொன்னாத்தா எங்கேயும் யாரு கண்டா அவனை கிளப்புக்கார அவங்களே படிக்க வைக்கலாம் இன்னைக்கு வயக்காட்டுக்கு போக வேண்டாம் அலங்கார பந்தலில் ஒளி பெருக்கி முழங்கியது அழகான நாற்காலிகள் பின்னால் இருக்க முன்னாள் சோஃபா செட் ஒன்றும் கம்பீரத்துடன் காட்சியளித்தது குறைந்தது இருபத்தி கார்கள் அங்கே வந்திருந்தன உதட்டு சாய மங்கைகள் டெர்லிங் பெருளிகள் என்று ஒரே கூட்டம் பொன்னாத்தாவும் மகனுடன் அங்கே தயாராக இருந்தாள் திடீரென்று வானங்கள் வெடித்தன மேளங்கள் ஒழித்தன சென்னையில் இருந்து அந்த தலைவர் வந்தார் மாலை அணிந்து கொண்டு பெருமதிப்பிற்குரிய அவர் மேடையில் அமர்ந்தார் சென்னை சங்கத்தின் பொதுச் செயலாளரான இளம் வங்கை உமா ஆங்கிலத்தில் வரவேற்புரை நிகழ்த்தினாள் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டத்தில் கிராமத்துவாசிகள் இருந்தார்களோ இல்லையோ நாகரிக இளைஞர்களும் யுவதிகளும் இருந்தார்கள் சங்கத்தின் தலைவர் மிஸ்டர் வில்சன் தலைமையுறை நிகழ்த்துகையில் தன் கிளப் எத்தனை கிராமங்களை எப்படியெல்லாம் சீரமைத்து என்ற அறிக்கை ஒன்றை ஆங்கிலத்தில் படித்தார் பிறகு அந்த குக்கிராமத்தை சுவிகரம் எடுக்கும் நோக்கத்தை எடுத்துரைத்தார் அறியாமையிலும் கிராமவாசிகளை விமர்சனம் செய்துவிட்டு அவர்களை கிராமவாசிகளுக்கு மருத்துவ அட்டை வழங்கும்படி கேட்டுக் கொண்டார் பத்து நிமிடம் வரை மாலை அணிவகுப்பு மரியாதைகள் நடந்தன அந்த கிளப்பின் சேவை நாட்டுக்கு தேவை என்று தலைவர் சொன்னதும் பட்டணத்து இளைஞர்களும் யுவதிகளும் கைத்தட்டினார்கள் தலைவருக்கும் உற்சாகம் தாழவில்லை ஒரேடியாக புகுழ்ந்தார் நேரமாவதை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தார் மருத்துவ அட்டைகள் வழங்கப்படுவதற்கு முன்னால் அட்டையில் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரும் நோயின் விவரமும் இருப்பதுடன் சங்கத்தின் டாக்டர்களே குணப்படுத்துவார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் சொன்னார் முதல் அட்டையை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அவள் இடுப்பில் இருந்த பையனையும் பஞ்சாயத்து பரமசிவம் மேடைக்கு கொண்டு வந்தார் தலைவர் அவளிடம் அட்டையை கொடுக்க போன போது உமா மைக்கு முன்னாள் கைத்தட்ட கை தட்டினார்கள் நிறைய சாக்லேட்டுகளை வழங்கிய போது கேமரா சிரித்தது பையனும் சிரித்தான் எல்லோரும் சிரித்தார்கள் விழா இப்படியாக நடந்து கொண்டிருந்த போது பொன்னாத்தா யோசித்தாள் பிள்ளைக்கு மருந்து தீர்ந்து விட்டது மருந்து வேண்டுமே அவசர அவசரமாக போய் மருந்து கேட்டாள் அவளோ டாக்டர் கிட்ட கேளு நானா டாக்டரு என்றால் எரிச்சலோடு வருகை தந்திருக்கும் தலைவருடன் மற்றவர்கள் முந்திக்கொண்டு எந்த பக்கம் நின்றால் போட்டோவில் எடுப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் இவள் மருந்து கேட்டதில் உமாவுக்கு மகா கோபம் ஒன்றும் போனார் அவரோடு சரளமாக வார்த்தைகள் வராமல் திண்டாடும் நேரத்தில் இவ்வளா என்று எரிச்சல் அடைந்து டாக்டர் மிஸ் உமா மிஸ்டர் வில்சன் உட்பட சீமான்களும் சீமாட்டிகளும் தலைவருடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொண்டார்கள் பின்னர் மிஸ் உமாவும் தலைவரும் சேர்ந்து ஒரு போஸ்ட் பல போஸ்ட்களில் பல போட்டோக்கள் இவை முடிந்ததும் தலைவர் கை கூப்பியபடி தன் காரில் ஏறினார் அவரை தொடர்ந்து ஜோடி ஜோடியாகவும் தனித்தனியாகவும் பலர் தம் கார்களில் ஏறினார்கள் தலைவருக்கு சென்னையில் சங்கத்தின் சார்பில் விருந்தாம் கார்கள் பறந்தன பொன்னாத்தா அந்த கார்கள் தன் மேல் மோதாமல் இருப்பதற்காக ஒதுங்கிக் கொண்டாள் எல்லோரும் போய்விட்டார்கள் பொன்னாத்தா பொறிக்கலங்கி நின்றாள் மருந்துக்கு எங்கே போவது என்று ஒன்றும் புரியாமல் அவள் குழம்பினிற்கையில் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் வந்தார் சங்கத்துக்காரர்கள் மத்தியில் சிறுமைப்பட்டது போல் எண்ணி தவித்தவர் இப்போது பொன்னாத்தாவை பார்த்ததும் தம் மதிப்பு உயர்ந்து விட்டது போல் நெஞ்சி நிமர்த்தினார் மாமா மருந்து தராமலே போயிட்டார்களே பொறுத்தார் நாளைக்கு வருவாக நாளை வந்தது நாளைக்கு மறுநாளும் வந்தது அவர்கள் வரவில்லை இதற்கிடையே மகன் சாக்லேட் எண்ணெய் காலி செய்தான் ஆனால் வயிற்றில் இருந்து தின்றது காலியாகாமல் கையை காலை இழுத்துக்கொண்டு கிடந்தான் ஜூரம் நூத்தி இரண்டு டிகிரி தாண்டி இருக்கும் கண்கள் மேல் நோக்கி உள்வாங்கி இருந்தன கை கால்கள் வெட்டி கொண்டிருந்தன கல் மாதிரி கனத்திருந்தது பொன்னாத்தாவால் நாம் பெத்த மவனே என்று கதறத்தான் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அக்கம் பக்கத்துக்காரர்கள் கூடிவிட்டார்கள் ஐயோ வீடு தேடி வந்த வைத்தியரை விரட்டிவிட்டு நானே என் பிள்ளைக்கு எமனாகிட்டேனே என்று பொன்னாத்தா புலும்பிக் கொண்டிருந்தாள் அரை மணி நேரம் ஆகியிருக்கும் பொன்னாத்தாவின் மகனுடைய கை கால்கள் மேலும் அதிகமாக இழுத்தன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அழுது கொண்டிருந்த பொன்னாத்தாவின் கண்களில் சிறிது பிரகாசம் விஷயத்தை கேள்விப்பட்டு நாட்டு பேத்திய தங்க பிழுவே அங்கு வந்து விட்டார் பையனின் கைகை பிடித்து நாடி பார்த்த அவர் மரண நாடி பேச ஆரம்பிச்சிட்டதே இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது காலையில என்ன சாப்பிட்டான் என்றார் சாக்லேட் தின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்கவே இல்லையே அந்த தலுக்கு கொடுத்த அவ்வளவு சாக்லேட்டையும் துண்ணுட்டான் உனக்கு அறிவு இருக்கா பொண்ணாத்தா இனிப்பு பண்ணாது எம் கிட்ட தூக்கி எரிஞ்சிட்டேனே தாத்தா தாத்தா போன தடவையும் அவன் கேக்க தின்னு தான் வெட்டு வந்தது நான் உம்மை அதிகமா திட்டே பொன்னாத்தாவின் மகனுக்கு வெட்டு நின்று விட்டது வாழ்வில் இருந்தே அவன் வெட்டி ஒப்பொன்னா மகனுக்கு மிஸ் உமா சாக்லேட் கொடுக்கும் போட்டோ சுவரில் மாட்டியிருந்தது பிரபல தலைவர் பொன்னாத்தாவுக்கு மருத்துவ அட்டை அளிப்பதாக காட்டும் புகைப்படத்தை பிரசோதித்த பிரபல பத்திரிகைகள் அந்த மேஜையில் கிடந்தன அவற்றை கத்தரித்து பிரேம் போட போகிறார்களாம் சங்கத்தின் நிர்வாக கமிட்டி அடுத்த மாதத்திற்கு எந்த கிராமத்தை சுபீகரம் எடுக்கலாம் அதற்கு எந்த தலைவரை அழைக்கலாம் என்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது இத்துடன் இந்த நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த துறை நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சிபிக்க விருந்தாக நன்றி வணக்கம்